படித்து வருஷன்வுசண்ட் செவன் ஹண்ட்ரட் எயிட்டி பைவ் லிட்டர் நீர் வாங்கினாங்க 75 தான் உள்ளது நமது 70 ஆனது உலகில் வெற்றிப்படிகள் மரங்களை வளர்க்க்க வேண்டும் தண்ணீரை இல்லாமல் கூட வாழ முடியும் ஆனால் தண்ணீர் இல்லாமல் வாழ முடியாது அந்த அளவுக்கு தண்ணீர் அவசியமானது 70 மனிதன் வாழ்வதற்கான மூலாதாரமாகும் மனிதர்கள் மட்டுமல்ல இங்கே படைக்கப்பட்டிருக்கின்ற தாவரங்கள் பழகிகள் விலங்குகள் என அனைத்து அவசியம் என்பது யாரும் நீரின்றி அமையாது உலகனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கோட அச்சுறுங்கள்